ஆன்மீக இடங்களுக்கு பயணம் போயிருக்கோம் அது மாதிரி அந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையில் வந்து என்னென்னா அம்மா அப்பா மாமியார் கணவர் அப்படின்னு அடுத்தடுத்து ஒரு நான்கு மாதங்கள் வந்து இறந்துட்டாங்க அப்போ தனிமைப்பட்டு இருக்கும்போது கடவுளே என்னை கையில் எடுத்து என் வழி நான் இருக்கேன் நீ கண்ணீர் விடுறதுக்காக பிறக்கலை அப்படின்னு சொல்லி அப்போ இருந்து நான் ஒரு மெடிடேஷன்லாம் பண்ணுறேன் அது ஒரு அனுபவம்லாம் இருக்குது ஆனால் தம்பியுடைய வீடியோவெல்லாம் பார்த்துட்ருக்கேன் லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்து அப்போ நானாக மெசேஜ் அனுப்பியிருக்கேன் தம்பி நீங்கள் என்னை அக்காவை தத்தெடுத்துக்கோங்க அப்படின்னு அதுக்கு பதில் வரலையா நான் என்ன வீடியோலாம் நல்லா பார்ப்பேன் அப்புறம் நீங்கள் என்ன தத்தெடுக்கிறேன் நான் உங்களை தம்பியாக தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் உங்களே இப்போ சமீப காலமாக கொஞ்சம் நேரம் மட்டும்தான் உட்கார முடியும் ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் தம்பி விஷ்ணு தம்பி எனக்கு ரொம்ப நேரம் உட்காரணும் மெடிடேஷனில் அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லிக்கிருவேன் அப்போ இருந்து என்னென்னா ஒன்றரை மணி நேரியாமலே ஒரு ஒன்றரை மணி நேரம் கூட உட்காந்து புதிய அனுபவங்கள்லாம் இருக்குது அப்போ எனக்குள்ள ஒரு விஷ்ணு தம்பிகிட்ட போனால் அடுத்த கட்ட ஆன்மாவுக்குரிய அடுத்த கட்ட பயணத்துக்கு கண்டிப்பாக போகலாம் அப்படிங்கிற ஒரு தம்பி ஒரு மூணு மணி ஆனால் நைட்டு ஒரு மூணு மணி ஆனால் வந்து நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க அதே போல் எனக்கு சீட்டு கேட்டால் பாப்பா ஃபீஸ் கெட்டால் பணம் கையில் இல்லை போன வாரம் போன வாரம் நடந்து தம்பி எனக்கு என்ன பண்ணனே தெரியல தம்பி எனக்கு பணம் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே வேணும் ஃபீஸ் கெட்டால் அதுக்கெல்லாம் அப்படின்னா சாய் ரொம்ப நாள் கொடுக்காத பொண்ணு ஒரு பொண்ணு கொடுத்துருந்தேன் அந்த பொண்ணு டீச்சர் இருந்து நீங்கள் அந்த பணத்தை வாங்கிட்டு போயிருக்கீங்க என் பர்சில் அன்றைக்கே கம்மியாச்சு எனக்கு அப்போவே டவுட் வந்துது ஒரு ரெண்டாம் கை நீட்டி வழிநடத்துறது போல தெரியுது உங்களை நேரில் பாக்கணும்னு என்னை ஆரம்பிச்சனும் அன்னைக்கு இருந்தே பாக்கணும் ஏன்னா உங்களை நான் தம்பியா என்ன என்ன பேச வந்தது தெரிஞ்சுக்கங்க பணம் வாங்கினீங்க சரி திருப்பி குடுத்தீங்களா திருப்பி கொடுக்கணும்ல கண்டிப்பா பவுண்டேஷனுக்கு போட்டுருங்க கண்டிப்பா மேல மேல என்ன உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் நேரம் நான் அங்கே பின்னாடி உக்காந்துருந்தேன் இவன் இதுக்காக ஓரத்துல உட்காந்து போ வந்தோம் தம்பியை பார்க்காம எப்படி பக்கத்துல பார்க்காம போறது அப்படின்னு நீங்களாவே பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு போனீங்க ஒரு சந்தோஷம் எனக்கு பரவாயில்ல நாம தம்பி தம்பின்னு சொன்னதுக்கு தம்பியாவே வந்து என்ட பேசிட்டாப்ல அப்படின்னு குரு அதாவது முருகனை வந்து திருஞான சம்பந்தரோட அவதாரமா திருஞான சம்பந்தர் முருகனுடைய அவதாரமா சொல்லுவோம் நான் அந்த மாதிரி கணக்கு கனெக்ஷன்ல தான் உங்களை நான் பாக்கிறேன் உங்களுடைய அருள் எனக்கு இருக்கு காலையிலோ சொன்னு எனக்கு ரொம்ப நன்றி இறைவனின் பரிபூர்ண அருளாசிகள் கிடைக்கப்படும்